ய் சார் பரம்பரல் பவுண்ட் ஃபவுண்டேஷனுக்கு ரொம்ப நன்றிங்க சார் ஸ்ரீ மகாவிஷ்ணுவய்யாவுக்கும் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் ஏன்னா இது வந்து உங்கள் ஆடை பார்த்து தான் அந்த சஞ்சீவனி மருந்து வாங்கி நான் சாப்பிட்டுட்டு சார் என்னுடைய நேம் என்னென்னா மகாலட்சுமி திருவாரூர்லேருந்து பேசுகிறேங்க சார் எனக்கு கர்ப்ப பயில கட்டியிருந்துதுங்க சார் அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு ஏரியும் சிஸ்ட் டாக்டர் சொன்னாங்க இந்த மருந்து வாங்கி சாப்பிட்டு ஒரு டுவெண்ட்டி டேஸ் தான் சார் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் கர்ப்பை கட்டி சினப்பை கட்டி ரிமூவ் ஆயிட்டுங்க சார் இருந்தாலும் நான் கண்டினியூ பண்ணிகிட்ருந்தேன் டூ மந்த்ஸ் கண்டினியூ பண்ணிகிட்ருந்தேன் இப்போ எப்படின்னா நான் ப்ரெக்னண்ட்டாக இருக்கேன் சார் ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நன்றி சார் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஐயாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் பொறுமை நிலை அதிகப்படுத்தும் நீங்க முதல் வேலை உங்களுடைய அதிகப்படுத்தும் முதல் விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களோட டிஎன்ஏலையே நீங்கள் மெச்சூர்டான ஒரு பர்சனாக இருக்கணும் உங்கள் டிஎன்ஏ ஹை பிரீடுன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் ஹை பிரீட்னா என்ன உங்களோட எனர்ஜியே ஓவராக இருக்கும் எப்பயுமே பார்க்குறது நடக்கிறது வேகமாக சில பேர் நடப்பாங்க பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு பெரிய செசவு கூட அசால்ட்டாக ஜம்ப் பண்ணுவாங்க அவங்க தாத்தா பாட்டியோட டிஎன்ஏ அந்த அளவுக்கு இருக்கும் அதனால் இவங்களுக்கு நல்லா வேலை செய்யும் அப்படி இருக்குன்னு முதல்ல நம்ம அப்படி இல்லை இல்லாததனால இப்போ இவ்வளோ பிரச்சனை வருது முதல் ஆப்ஷன் என்ன அப்படின்னா இந்த சஞ்சீவனி நீ உட்கொள்ளும்போது உயிராட்டில் தான் முதல்ல அதிகப்படுத்தும் இப்போ டிஎம்சி ஒருத்தவங்க பண்ணிணாங்க ஒரு லேடி டிஎம்சி பண்ணி அவங்களுக்கு வயதில் அந்த கழிவுகள் வெளியேறலை ஆனால் சஞ்சீவனி சாப்பிட்டா ஒன் மந்த்லேயும் என்னமோ மொத்த கழிவில் வெளியேறி மீ செலவு எனக்கு மிச்சமாயிருச்சு மகாவிஷ்ணன் உதிரத்தில் கலந்தவர்ன்றாங்க நான் எங்கே உதிரத்தில் கலந்தனான்னு நான் கொடுத்ததோடு சரி முடிச்சு போச்சு அது என்னென்ன சரி பண்ணுன்றது எனக்கே தெரியாது என்னென்னமோ சரி பண்ணுது அது அப்போ என்ன ஒருத்தங்களுக்கு வயிற்றுல இருந்தால் கழிவை கொண்டு வந்துருச்சு இதை நான் வீடியோவாகவே யூடியூப்பில் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இன்னொருத்தங்களுக்கு என்ன பண்ணுது விசிங் பிரச்சனையை சரி பண்ணுது எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது என்னடாவது வீசிங்லாம் சரி பண்ணுது சரி ஓகே வேற என்ன சரி பண்ணுது விசிங் சரி பண்ணுது எல்லாவற்றையும் கடந்து எனர்ஜிட்டிக்காக வச்சிருக்கோம் நீங்க சும்மா உங்க பையன் ரொம்ப எனர்ஜிட்டிக்காக யாராவது இருக்காங்களா உங்க பசங்க அப்படி யாராவது ஒரு பதினஞ்சு சொட்டு டெய்லியும் கொடுத்து பாருங்க இன்னும் எனர்ஜியாக மாறிடுவான் கண்ட்ரோலே பண்ண முடியாது அவனை வேற லெவலில் எனர்ஜியாக வச்சிருக்கோம் ஆனால் யாரு வேண்டுமானாலும் சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு கம்மியாக கொடுக்கணும் எப்படி கொடுக்கணுன்றது நீங்கள் கேட்டு வாங்கிக்கங்க இதோட விஷயம் நான் முதல்ல சொல்ல வரேன் இதை முதல்ல இன்னைக்கு நீங்க ஒரு கிளாரிட்டிக்கு வந்துடணும் கரெக்டாக ரெண்டு வருஷம் மூணு வருஷம்லாம் சஞ்சீவனி ரெகுலராக நீங்கள் கொண்டு விட்டீர்கள் என்றால் இந்த வைர தேகின்னு ஒன்று வச்சிருக்கோம் அது இன்னும் இப்போதான் மேனுபேக்சரிங்ல இருக்குன்னு அது நம்ம ரெடி பண்ணல இந்த வைர தேகி இந்த சஞ்சீவினி யாராவது ரெண்டு வருஷம் மூணு வருஷம்லாம் ரெகுலராக எடுத்துட்டாங்க சும்மா தண்ணியில் கலந்து சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிட்டாச்சுன்னா உடல் பொன் தேகமாக மாறிவிடும் ஆனால் டெய்லியும் சாப்பிடணும் நானே சொல்றேன் மூணு வருஷத்துக்கு நீ சாப்பிடவே ரெடி ஆயிடுவீங்க உங்க உடம்பே அந்த அளவுக்கு தயார் நிலையில் வந்துவிடும் எதுக்காகன்னா காய என்னன்னு தெரியுமா உங்களுக்கு காய என்ன காயம் என்றால் உடல் கபம் என்றால் அழியாமல் பாதுகாப்பது இந்த காயத்தை அழியாமல் பாதுகாக்கும் கலைக்கு பெயர் காய கல்ப கலை அப்போ என்ன அப்படின்னா இந்த மூலிகையை நீங்கள் ரெகுலராக நீங்கள் சாப்பிடும்போது உங்களது ராஜ உறுப்புகள்னு சொல்லுவாங்க ராஜ உறுப்புகள் கேள்விப்பட்டீங்கன்னா மெயினான பாட்ஸ் இதயம் நுரையீரல் இந்த சிறுநீரகம் இந்த மாதிரி மெயினான பாட்ஸ் இது இல்லைன்னா உங்களால் உயிர் வாழ முடியாது அதுக்கு பேர் தான் ராஜ உறுப்புகள் ராஜ உறுப்புகளை முதல்ல வலுப்படுத்தும் சில பேர்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க ஒன்றுமே தெரியவே மாட்டேங்க அவங்களாம் நல்ல எனர்ஜிட்டிக்காக இருக்காங்க ஆல்ரெடி அவங்க நல்லா இருக்காங்க இன்னும் அவங்கள ஷைன் பண்ணும் இன்னும் தெளிவுபடுத்தும் ஒரு சில பேருக்கு சாப்பிட்டோன்னே ரிசல்ட் தெரியும் செம்ம எனர்ஜியாக இருக்குங்க ஏன்னா அவ்வளோ அவனுக்கு எனர்ஜினா என்னன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருப்பான் உடனே எனர்ஜி தெரியுது சாப்பிட்டோன்னே இன்னும் சில பேருக்கு என்ன வீசிங் சரியாகும் உடம்புல இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகள் மழை இந்த பயில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இத்தனையும் சரியாகிறது என்றால் உண்டான காரணம் வள்ளலார் இதற்கு பேர் அமிர்தம் கிரார் இதை நாங்கள் கட்டுபிடிக்கல மோல தெரிஞ்சு இதுக்கு பேர் என்ன அமிர்தம் கிரார் வல்லலார்